வணக்கம் விய வர்ணா ஃப்ரம் சிறுமுக கோயமுத்தூர் மாவட்டத்திலேருந்துங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே யூனிக் பேட்டர்னில் இருக்கக்கூடிய சாஃப்ட் சில்க் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க இதெல்லாமே ஹேண்ட்லூம் எடுங்க பியூர் சாஃப்ட் சில்க் சாரீஸ் கம்மி சில்க் மான் சர்ட்டிஃபை யூஷுவலாக பார்டர்லெஸ் பண்ணுவோம் அப்படி இல்லாட்டி ஜரி பார்ட்ரு டாப் அண்ட் பாட்டம் ஜரி பார்ட்ரு வர மாதிரி மேக் பண்ணுவோம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது எல்லாமே சில்க்லேயே வந்து பார்டர் வச்சிருக்கக்கூடிய சாரீஸ் தான் ஜரி பார்டர் இல்லை பார்டர்லெஸும் இல்லை சில்க்லேயே பார்டர் வச்சிருக்கக்கூடிய சாரீஸ் தான் பார்க்க போகிறோமே கான்ட்ராஸ்ட் பேட்டர்னில் பார்டர் ஸ்டைல் வந்துடும் ஃபுல் சேரீயுமே கோல்டன் டெஸ்ட் சரி ஒர்க்கில் மேக் பண்ணியிருக்குங்க பாடி ஆஃப் தி சாரீ பீக்காக் க்ரீன் பல்லுவன் ப்ளவுஸ் கிரே கலருங்க சேம் பல்லு என்ன கலரோ அதே கலர் பாட்டம் போர்ஷனில் மட்டும் பார்டர் மாதிரி வந்துடுதுங்க கோல்டன் டெஸ்ட் சரி ஒர்க்கில் மேக் பண்ணியிருக்கு இந்த சேரீஸ்னுடைய லென் பார்த்திங்கனா சிக்ஸ் பாயிண்ட் டூ மீட்டர்ஸ் கண்டிப்பாக இருக்கும் இன்கூடிங் ப்ளவுஸுங்க வித்அவுட் தி ரி 45.5 ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வரும் வெயிட் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி கிராம்ஸ் வந்து வெரி வெரி லைட் வெயிட் சாரீஸுங்க ஹேண்ட்லூம் 1137 ஒன் த்ரீ செவன் பல்லுவன் ப்ளவுஸ் டோர்க் க்ரீன் ஷேட்லேயும் பாடி ஆத்தி ஸாரீ இங்க் ப்ளூ கலர்லேயும் இருக்குதுங்க இந்த வீடியோவில் பார்க்குற எல்லா சேரீக்குமே ப்ளைன் ப்ளவுஸ் தான் வரும் இந்த சேரிலையும் ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் டெஸ்டைல் சாரீவும் இருக்குதுங்க இந்த வீடியோவில் ஷோ பண்ணுற சாரீஸ்னுடைய பிரைஸ் செக்மெண்ட் சிக்ஸ் தௌசண்ட் ருப்பீஸ் வரலிங்க ஆறாயரூவா மட்டுமே ஆயிரம் ரூபாய்க்கு ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் ஃப்ரீ வருதுங்க கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் அவைலபிள் இன்டர்நேஷனல் ஷிப்பட்டும் அவைலபிள் இருக்குதுங்க இந்த வீடியோவில் ஷோ பண்ணுற சாரீஸ் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக மட்டுமே வாங்கிக்க முடியும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ எயிட் பார்த்தாலும் இந்த டீடைல்ஸ் நம்ம 1138 டபுள் Code த்ரீ Blouse Maroon Color பல்லுவன் Body மெரூன் கலர்லேயும் பாடி சேரீ நேவி ப்ளூ டோன்லேயும் இருக்குதுங்க சேம் மெரூன் கலரே பாட்டம் போர்ஷனில் Border ஸ்டைலில் வந்துடுதுங்க Next சேரீ 1139 ஒன் Blouse Maroon Color ப்ளவுஸ் பாடி ஆஃப் தி ஸாரி காஃபி ப்ரௌன்லேயுமே இருக்குதுங்க இந்த சாரி பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வர் டெஸ்டட் ஜரி ஒர்க் அதே மாதிரி பாட்டம் போர்ஷனில் மட்டும் இல்லைங்க டாப்லேயுமே பார்டர் ஸ்டைல் வந்துடுதுங்க மரூன் கலரில் டபுள் ஒன் த்ரீ நைன் சேரீ கொடுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வர் டெஸ்டட் ஜரி ஒர்க் வச்சு மேக் பண்ணியிருக்கு ரிட்டன் பாலிசி பொறுத்த வரைக்கும் சேரீ ஏதாவது டேமேஜாக வந்துருச்சுனாவோ நீங்கள் புக் பண்ணது இல்லாமல் வேறு ஏதாவது ப்ராடக்ட் மாதிரி வந்துருச்சினாவோ அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது அன்பாக்சிங் வீடியோ மேக் பண்ணுங்கள் அன்பாக்சிங் வீடியோ மேக் பண்ணும்போது டேமேஜஸ் ஏதாவது தெரியுது அப்படின்னா தாரணமாக அதை கஸ்டமர் கேர் நம்பருக்கு அனுப்பிச்சு கொடுத்து என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க டபுள் ஒன் ஃபோர் ஜீரோ ஸாரீ கோட் பல் ஒன் ப்ளவுஸ் மரூன் டோன்லேயும் பாயர்தி ஸாரீ டவர் பைஜ்லேயும் இருக்குதுங்க டாப் அண்ட் பாட்டமில் வர பார்டர் கலர் வந்து பார்த்துட்டிங்கன்னா பைஜ் அண்ட் மரூன் மிக்ஸ்டு டோன் லைட்டாக ஒரு பேஸ்டல் மரூன் டோன் வருங்க Full and Full Silver Tested Zari work டபுள் ஒன் ஃபோர் ஒன் Code கோட் இந்த ரிட்டர்ன் பாலிசி அப்படிங்கிறது Color சின்னதா மாறி இருக்கோ இல்லை வந்து குவாலிட்டி பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி விஷயங்களுக்கு நம்ம ரிட்டர்னாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணித்தரது கிடையாது ONLY THING IS நம்ம மாறி வந்துருச்சு ப்ராடக்ட்டு இல்லை டேமேஜரை வந்திருக்கு அப்படின்னா மட்டுமே நம்ம பண்ணித்தருவோங்க டபுள் ஒன் ஃபோர் ஒன் சேரீ கோட் பல் ஒன் ப்ளவுஸ் மறு ஒன் கலர்லையும் பாடி அர்த்தி ஸாரீ டார்க் இங்க் ப்ளூ ஷேர்ட்லேயும் இருக்குதுங்க இந்த சாரி பொறுத்த வரைக்கும் டாப் அண்ட் பாட்டம்லேயும் பார்டர் போர்ஷன் வந்துடுது பாடி ஆஃப் தி சேரில motifs வந்து கோல்டு அண்ட் சில்வரில் ஆல்டர்னேட்டிவ் ரோஸ் வர மாதிரி மேக் பண்ணியிருக்குங்க 1142 ஒன் blouse grey color ப்ளவுஸ் கிரே கலருங்க பாடி ஆஃப் தி ஸாரீ ட்யூஎல் டோனுங்க மரூன் அண்ட் ரெட் மிக்ஸ்டு டோன் இந்த சேரீயில் ஃபுல் and ஃபுல் கோல்ட் டெஸ்ட் சாரீ ஓர் இந்த சேரீ பொறுத்த வரைக்கும் டாப் அண்ட் பாட்டமில் கான்ட்ரஸ்ட்டில் சில்கில் border வந்தாலும் அதுக்கு மேல பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சரி பார்ட்ருலேயுமே சின்னதாக border வந்துருக்குங்க இந்த சாரீடைய ப்ரைஸும் 6000 rupees ONLY ஒன்லி வேணுங்கிறவங்க ஆன்டைமில் WhatsApp மூலமாக booking பண்ணிக்கோங்க இது எல்லாமே ஹேண்ட்லூமேடு அப்படிங்குறனால ஒரே ஒரு பீஸ் தான் நம்ம மேக் பண்ணுறோம் ஒன் sold அவுட் அப்படின்னா சேம் பீஸ் அகெயின் கிடைக்காதுங்க அதே மாதிரி புக்கிங் வந்து வாட்ஸ்அப்பில் மட்டுமே நம்ம ஆன்லைனில் ஷோ பண்ணுறது வாட்ஸ்அப் புக்கிங்க்கு மட்டுமே அவைலபிள் இருக்குதுங்க டைரெக்ட் ஸ்டோரில் வந்து பிக்சர் காட்டி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காதுங்க அந்த மாதிரி கேட்க வேண்டாம் டபுள் ஒன் ஃபோர் த்ரீ பல்வன் பிளவுஸ் மெரும்ன் கலர்லேயும் படிரதி சாரி டார்க் பாட்டில் க்ரீன்லேயும் இருக்குதுங்க கோல்டன் சில்வர் டெஸ்ட் சரீல மோட்டிஸ் ஆல்டர்னேட்டிவ் ரோஸில் வர மாதிரி மேக் பண்ணியிருக்கு ப்ரீபேமெண்ட் மோட்ஸ் பார்த்துட்டிங்கன்னா அக்கௌன் பே ஃபோன்பே கூகுள் பேடிஎம் இந்த மாதிரி எந்த ஆப்ஷன் வேணால் யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணலாங்க டபுள் ஒன் டபுள் body of பாடியாவதி ஸாரீ மரணில் டிவைல் டோனில் இருக்குது பல்லுவன் க்ளவ்ஸ் டார்க் க்ரீன் ஷேடுங்க பல்லூலில் ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் டெஸ்ட் ஜரி ஒர்க் கிளையும் பாடி ஆஃபதி சேரீயில் புட்டாஸ் வந்து சில்வர் அண்ட் கோல்டில் ஆல்டர்னேட்டிவ் ரோஸ் வர மாதிரி மேக் பண்ணியிருக்குங்க பாட்டம் போர்ஷனில் மட்டும் பெரிய சைஸில் பார்டர் ஸ்டைல் கொடுத்துருக்கோம் டாப்பில் சின்னதாக ஒரே ஒரு இன்ச்சுக்கு வர மாதிரி கொடுத்துருக்கோங்க க்ரீனில் கேஷ் ஆன் டெலிவரி பொறுத்த வரைக்கும் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வருதுங்க அந்த டூ ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் நீங்கள் சாரீ புக் பண்ணும்போதே பே பண்ணுமுங்க சிவாடி மோடில் புக் பண்ணுறவங்க சாரீ ரிசீவ் பண்ணும்போது சிக்ஸ் தௌசண்ட் பே பண்ணிவிட்டு ரிசீவ் பண்ணிக்கோங்க சிவாடி மோடில் புக் பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன அப்படின்னா ஒரு ஸாரி மட்டுமே அட்டை டைமில் புக் பண்ணிக்க முடியுங்க டபுள் ஒன் ஃபோர் அண்ட் பாட்டம் போர்ஷனில் வர பார்டர் ஸ்டைல் வந்து பர்பிள் ஷேட்லேயும் பாடி ஆஃப் தி ஸேரீ இங்க் ப்ளூ டோன்லேயும் இருக்குதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் டெஸ்ட் சாரி ஓர் ப்ளெயின் ப்ளவுஸ் டபுள் ஒன் ஃபோர் ஃபைவ் ஸாரீ கோட் ப்ளைன் ப்ளவுஸ் தான் வருதுங்க இந்த வீடியோவில் கட்டுற எல்லா சாரீக்குமே பிளைன் ப்ளவுஸ் தான் இதேமாதிரி எல்லா சாரீனுடைய ப்ரைஸுமே அது ஈச் சாரீ சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸுங்க ஒவ்வொரு சேரீ ஒவ்வொரு ரேட் அந்த மாதிரி கிடையாது இந்த வீடியோவில் ஷோ பண்ணுற எந்த சேரீ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சிக்ஸ் தௌசண்ட் அப்படிங்கிற ப்ரைஸ் உங்களுக்கு கிடைக்கும் டபுள் ஒன் ஃபோர் சிக்ஸுங்க ஸாரீ கோட் பல்லுவன் பிளவுஸ் டார்க் ஷேண்டல் கலர்லேயும் பலியார்தி ஸாரீ பேஸ்டல் ப்ளூலேம் இருக்குங்க ப்ளைன் ப்ளவுஸ் டபுள் 1146 ஃபோர் சிக்ஸ் ஸேரீ கோடுங்க கோல்டண்ட் சில்வர் டெஸ்ட் சேரியில் மோட்டிவ்ஸ் வர மாதிரி மேக் பண்ணியிருக்குங்க டபுள் ஒன் ஃபோர் சிக்ஸ் ஸாரீ கோட் சாரீடைய கோடை எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் ஆன் த காலோ அதாவது கால் மூலமாகவோ நீங்கள் கால் பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா என்னால் கண்டிப்பாக புக் பண்ண முடியாதுங்க வாட்ஸ்அப் மூலமாக மட்டுமே புக்கிங் ஸோ வாட்ஸ்அப் மட்டுமே பண்ணுங்கள் டவுட்ஸ் எதாவது இருக்குது பர்ச்சே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு டவுட்ஸ் எதாவது இருக்குதுன்னா கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி பேசுங்க காலையில் பத்து மணிலேருந்து சாயந்தரம் ஈவினிங் ஆறு மணி வரைக்குமே பார்த்தீங்கன்னா கால்ஸ் இருக்கிறக்கு அவங்க அவைலபிள் இருக்கிறாங்க ஸோ கஸ்டமர் கேர் நம்பரில் நீங்கள் கால் பண்ணி பேசலாம் இந்த சாரி பொறுத்த வரைக்கும் ப்ளவுஸ்லையுமே ஸ்ட்ரைட் லைன்ஸ் வந்துருதுங்க இதில் வந்து ப்ளவுஸ் பாருட்டுங்க டாப் அண்ட் பாட்டம்லையுமே ஸ்ட்ரைட் லைன்ஸோட பார்டர் வந்துடுதுங்க பாடி ஆர்டி சாரீ டார்க் பாட்டில் க்ரீன் கலர்லேயும் பல்லுவன் ப்ளவுஸ் கிரே கலர்லேயும் வந்துடுதுங்க டாப் அண்ட் பாட்டமில் நம்மளுக்கு பார்டர் ஸ்டைல் வந்து இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் லைன்ஸோடு தான் வருதுங்க நெக்ஸ்ட் சாரி டபுள் ஒன் ஃபோர் எயிட் பல்ல ஒன் ப்ளவுஸ் கிரே கலர்லேயும் கோடி அறுதி சாரி நேவி ப்ளூலேயும் இருக்குதுங்க டபுள் ஒன் ஃபோர் எயிட் சாரீ கோட் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க ஏன்னா YouTube வீடியோவில் நாம் என்ன போஸ்ட் பண்ணுறோமோ அந்த சாரீஸ்டைய ஃபோட்டோஸ் வித் ப்ரைஸோட குரூப்ஸ்லாம் அனுப்பிச்சி தரோம் ஈஸியாக பார்த்து purchase பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த சாரி பொறுத்த வரைக்கும் சில்வர் அண்டு காப்பர் டெஸ்டட் சாரி யூஸ் பண்ணியிருக்குங்க next சாரீ 1149 ஒன் ஃபோர் நைன் பாடிய சாரீ டவர் பாட்டில் க்ரீன் கலர்லையும் பல்லு ஒன் ப்ளவுஸ் கிரே இருக்குதுங்க இந்த வீடியோவில் நம்ம நிறைய க்ரே சாரீஸ் வந்து கொடுத்துருக்கோம் இந்த க்ரே சாரீஸ் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிளாக் கலர் த்ரெட்டு விசிபிலிட்டி சில இடத்துல சேரீஸில் இருக்குங்க ஏன்னா அது ஒயிட் அண்ட் பிளாக் கம்பைன் பண்ணால் அந்த கலர் வருது ஸோ ஒரு லைட் கலர் மேலே நம்ம டார்க் கலர் வந்து உட்கார வைக்கும்போது இந்த மாதிரி பிளா பிளாக் கலருடைய த்ரெட்டு விசிபிலிட்டி ஸாரீஸில் ஒரு சில இடங்களில் கண்டிப்பாக தெரியுதுங்க டபுள் ஒன் ஃபோர் இந்த மாதிரி சில்க் மார்க் லேபிள் ஒவ்வொரு சாரி கூடயும் அட்டாச் பண்ணி தரும் ஏன்னால் இது எல்லாமே பியூர்ஸ் இருக்குங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்